வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இது கடந்த ஒரு பத்து பதினைஞ்சி நாளில் வந்து ஒரு ஏழு படம் இன்ஸ்டால்மெண்டில் பார்த்தாச்சு கூட வந்து மாப்பில் இருக்காரு அவரும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சும்மா இந்த சினிமாவோடு நமக்கு வந்து டச்சில்லாம் போயிடப்படாது இல்லையா அதனால் சினிமாவை பற்றி ஏதாச்சும் பேசுவோம் அப்படின் இந்த வீடியோ இது இந்த மதில்னு ஒரு படம் அது பார்த்தியா நீ பார்க்க உன்னுடைய அபிப்பிராயம் தான் ஒரு இது சினிமா பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படின்னா வயசான காலத்துல அவ்வளவு போராடுற அந்த அந்த இது நல்லா இருக்கு மற்றபடி கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டா இருக்கும் கைப்பண்ணினோட போதும் முதல வியாதிக்கு அந்த அளவுக்கு அராஜகம் நாடகம் hmm. அப்பாலும் என்னடா இன்னொன்னும் நடக்கும் கட்சியில வந்து டிராமாடுவாங்க அந்த இது அப்படியே ஒவ்வொரு அவங்க கூட நமக்கு டச் ஆகும் அப்பதான் அது படம் புரியுதா கே எஸ் ரவிக்குமார் நடிகிறான்றதே ஒரு தலைவிதி இதுல அவரு சக்சஸ்ஃபுல் டிராமாஸ்ட் அது ஒரு மொக்க புரியுதா டிராமா ஆர்டிஸ்டா அப்புறம் செலவு பண்ணி ஊடு கட்டிக்கிறார் டிராமாக்கு பாலமகேந்திர ஒரு படம் எடுப்பான் வீடு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு அவதிப்படுறாங்க அந்த படத்தை இப்ப எடுத்தீ சிரிப்பான் டெய்லி நாலு ஃபோன் வந்து ஹோம் லோன் வேணுமான அந்த மாதிரி அந்த பேட்ராப் தப்பு புரிய எல்லாம் விட்டுருவா அடுத்த படம் என்னடா பண்டுக்காடி போட்டோ ஸ்டுடியோ இதை பத்தி நான் அதுக்கு காரணம் என்னடா அவனுக்கு வயசை ஒண்ணு மொக்க பட்டா புரியேஷன் சூப்பரா போட்டான் அதாவது ரெண்டு பாம்பு வந்து சம்பவத்துல இருக்கும் போது போட்டோ எடுக்கிறான் அந்த பாம்பு வந்து இவனை சபிக்குது என்னன்னு நீ யார போட்டோ எடுத்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா உணவு மட்டும் கல்யாணம் ஆவார் என்னடனா அதெல்லாம் வந்து லோ பட்ஜெட் மூவி ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து சின்ன வயசா இருக்கிறப்ப யாரும் ரசிச்சிருக்கணும் நான் கிளிக்கா வரப்ப அவனுக்கு வாங்கிருக்கான் அவன ஹீரோவா போட்ட படம் எடுப்பேன் அந்த மாதிரிதான் வேற ஒருத்தர் பாவம் நல்ல ப்ரொடியூசர் போட்டு ஒரு படம் எடுத்த அட்டர் பிளாஸு பாரத் ராஜா டைரக்டரை போட்டு ஒரு படம் எடுத்து அட்டர் பிளாஸ்ல இருந்து வெளியே வரத்துக்குள்ளி தாம விட்டு சகஜம் பட் வந்து என்னடா சூப்பரா பண்ணிருக்கலாம் டிவிஸ்ட் மாத்திரம் சூப்பர் ட்விஸ்டு அது வந்து இந்த மாதிரி ட்ரமட்டிக்கா இல்லாம புரிதா அம்மா ஊமை வில்லன் பொண்டாட்டிக்கு தங்கச்சி இந்த பில்டப் தேவையே இல்லை அது ஏதோ ஒரு வில்லேஜ் அதெல்லாம் ஒன்றுமே தேவை அழகாக சிட்டிக்கு உள்ளிரு சூப்பராக எடுத்துருக்கலாம் அது ஒன்று அது தப்பாக விட்டுருவேன் நெக்ஸ்ட் வந்து இந்த செவன்டி எம்எம் இது பார்த்தியா இது என்ன கான்செப்டே அவர் சைங்க மாதிரி காட்டலாம் ஆக்சுவலி அது பாதி படம் தான் பார்த்தேன் அதனால பார்க்க முடியல அதாவது வந்து இதுவும் என்னடா ராங் டைம் டைம் அவுட்டு அதாவது சினிமான்றது வந்து தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸ் இழந்து பலகாலம் ஆயிடுச்சு ம் நாட்டு நாட்டே வந்து அவ ஜெய்சித்ரா போட்டுதோ ஒரு படம் பண்ணிக்கிறானுங்க சினிமா பைத்தியம் புரியுதா அவளுக்கு அந்த பைத்தியம் தெளிவு வைக்கிறதுக்கு ஷூட்டிங் எல்லாம் காட்டுவாங்க கூப்பிட்டு போய் புரியுதா அவனுக்கு அதாவது கிளப் டான்ஸ்ல ஆடுறவ வந்து இது பேர்பாடியோட ஆடிட்டு ஷூட்டிங்ல வந்து உக்காரும்போது டவல் போட்டுவான் அப்ப இவன் கேப்பான் இத்தனி பேரு லட்சக்கணக்கான பேர் பாக்க போறாங்க இங்க இருக்கிற நாற்பது பேர் தானே இவங்க தானே பேர்பாடியோட ஆடின திருப்பி சாலு போட்டு இதெல்லாம் ஆயிப்பச்சு அது ஒரு பெரிய டிராபேக் பொண்ணு சரி ஒய்ஞ்சி பூட்டோம் வாய்தா போன தீம் படம் சினிமான்றது ஒரு பொண்ணை எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து நீ தேட்டர் தான் வந்து பேக் டிராப்பா வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா இப்பதான் ஹோம் தேட்டரு என்ன புத்தியர் வந்துச்சு இல்லையா நீ இப்படி வந்துருக்கலாம் அதை விட்டுட்டு அங்க போய் அந்த யூரியன்ஸை காட்டுறது அங்கே வாரம்லாம் செத்து போறது இதுல அந்த சூப்பர் கேரக்டர் அதாவது ஒரு வாரம் வச்சுக்கோ அவங்க பதறி அடிச்சுட்டு கடங்கிடுவாங்க அது ஒரு கான்செப்ட் நல்லா ஹீரோனுடைய அப்பா போட்ட பிச்ச அப்படின்ற அப்புறம் ஏதோ அவன் அச்சானுக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ கிளாஷ் ஆகுது கிளாஷ் ஆகுது அதை வந்து எப்பவுமே வந்து என்ன பாக்யராஜ் தான் சொல்லுவான் ஸ்க்ரீன் பிளேன்றது வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஃபுல் டைட்டில் இருக்கணும் மொல்லமாக ரிலீஸ் பண்ணணும் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணணும் லாஸ்ட் டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் வந்து சடன் பிஸ்ட்டுங்க இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சொதக்கிட்டான் ஜெடி சக்கரவர்த்தியெல்லாம் வந்து ஒரு செம்மையாக பண்ணிட்டுருந்தான் வயசாக ஒரு பணம் அதாவது அம்மன் கோயிலுக்கு நகை பண்ண சொல்லி ஆச்சாரியிருப்பாங்க அவர் ஆட்டைய போட்டு இவங்க அம்மா வைத்தியத்துக்கு செலவு போட்டு அதாவது இதுதான் கதை கதை களம் அப்படின்ற அது வந்து சூப்பரா இருக்கு என்னடா திருப்பி ரொட்டின் வந்துட்டான் பணக்கார பொண்ணையும் அதெல்லாம் மக்கள் மக்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து என்ன தெரியுமா அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்ல ரெண்டு காரம் இருக்கிறாங்க ஒண்ணு வந்து கற்பனை காவியங்கள் ஒருத்தனை ஐம்பது பேர் அடிக்கிறது அது வந்து யாருக்கு பண்ணணும் ரஜினிகாந்துக்கு வச்சாலே நம்பர் தெரியல பண்ணலாம் தான சிரிக்கிறாங்க புரியுதாங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இது வச்சா ரசிக்கிறாங்க மிச்சம் ஆடியன்ஸ் வந்து என்னென்னா ரியாலிட்டி ஏற்றுக்கிறாங்க புரியுதாவுங்க இதுக்கு முன்னெல்லாம் வந்து கேமரான்னா என்னடானா கேமராவுக்கு வந்து முதுவே காட்டக்கூடாது அது ஒரு இது ஸ்டேஜில் நடிக்கும்போது ஆடியன்ஸுக்கு முதுவை காட்டக்கூடாது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு புரியுதாங்க இது பாரு எல்லாம் பாம்பு போறதுலேருந்து இதுல கக்கூசில் கக்கா போறதுல இருந்து எல்லாம் வருது ரியாலிட்டிய ஏத்துக்கிறான் அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து இவ்வளோ இது தேவை இல்லை வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்துருக்கலாம் புரிஞ்சாவீங்க அது வந்து விட்டுடு அவரை இந்த டெடி ஆகும் கரெக்டு ஆனால் இவனும் பண்ண தப்பு என்னன்னா டைம் பா ஆர்கான்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது இது பண்றது இதெல்லாம் வந்து என்ன மென்னு துப்புன்னா வெத்தன மாதிரி புரியுது அவனுக்கு இவ்வளோ நல்ல ஒரு பவுண்டேஷன் சூப்பராக ஹீரோவை சூப்பரா எஸ்டாப் பண்ணும் அவங்க பார்த்துட்டேன்னு சித்துடுறாரு அதனால யாருமே டிபெண்ட் ஆகக்கூடாது அவன் வேலையை அவனே பாத்துவான் தனியா லவ் பண்ண மாட்டான் எல்லாம் சூப்பராக இருக்கு இதே மாதிரி வில்லனையான எஸ்டாப் பண்ணும் அதாவது அவன் வந்து நெருக்கமா வரணும் அது போட்டோம் விட்டான் அது விட்டுரு அப்புறம் கஜகேசரினு ஒரு படம் அது வந்து என்ன ஆக்சுவலா வந்து என் ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்துச்சு அதாவது அவனுக்கு வந்து என்னடானா அவன் வாய் பெரிய பணக்காச்சு ஆனா கஞ்சம் கஞ்சம் பேசின வந்து ஒரு ஆசிரமத்தில் தங்க வச்சு படிக்க பேசின அவனுக்கு நாளைக்கு வந்து சன்னியாசம் கொடுத்து போறாங்க மின்னாலி ஆயசித்து போயிருக்கோம் உடனே விளச்சாதி மீதி ஒரே வருஷத்துல திவால ஆயிட்டான் வேற கதை சொல்றேன் போயிடுச்சு ஏதாவது சாமியார் பீடாதி மீது ஆயுதம் ஆகணும் அதெல்லாம் நல்லா இருக்குதான் கடைசி வந்து என்ன பண்ணிட்டான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை விளையாட பண்ணிக்கலாம் அதாவது வந்து எப்பவுமே வந்து என்னடா ஒரு பேங்க காட்டுறா அந்த பேங்க்ல எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு அந்த பேங்க் உள்ள நோய் சர்வருந்து அதுக்கப்புறம் நம்ம சொல்லாத லூப்ல இருந்து அதை எப்படி கொள்ள அடிக்கிறான் காட்டணும் புரியுதா அதை விட்டு அவர் செத்துட்டு அருண்ல அடுத்த சீன்ல அவர் உயிரோட வந்துருவாரு சும்மா நொல்லு அது மாதிரிதான் அது மக்காய் குச்சு அந்த கஜகேசரிப்பா ஒரு ஷாட்டுக்கும் ஒரு ஷாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல முடியும் அப்ப பாக்கும் போது நானு இதே ஒரு பத்து வருஷம் அந்த படம் அதுல ரெண்டு மூணு பண்ணிருக்கேன் நல்லா இருந்துச்சு அப்போ இப்ப பாக்க முடியல அதே அந்த ரெண்டு புண்டாட்டி சீன் வந்தது பிறகு என்டர்டைன்மெண்ட் ஒரு காமெடி அந்த மாதிரிலாம் பாகமகேந்திரா கூட ரெட்டை வாழ்க்கை ஒரு படம் எடுத்தா புரியுமா நாகார்ஜுனா டபுள் ரோல் டபுள் ரோல் மாதிரி பில்டப் பண்ணுவான் ஒரு படம் ஞாபக எக்ஸ் லவர் ஒன்னு இருக்கும் புண்டாட்டி ஒன்று இருக்கும் எஸ்ஐ ம் சிஐன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆள் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி பாவம் அரை கொண்டு பேண்டேஜ் அவன ஒரு நாகாஜி என்னடா புது ஆள் புதுசா வர புதுசா யோசி ஒண்ணு பெரிய பட்ஜெட் எல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது என்னன்ற நீ அந்த பட்ஜெட்ல ஒரு ஒன் பெர்சன்ட் எங்க தகுதியான உக்கார வச்சுக்கனு என்னன்ற முதல்ல பேப்பர்ல கொண்டாந்து சூப்பரா இருக்க அந்த அதுதான் வருத்தம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ அந்த டெடின்னா பரவாயில்ல பட்ஜெட் கொஞ்சம் இதா ஜாஸ்தி அந்த மாதிரி பட்ஜெட்டில் போகும்போது அது மாதிரி டைம் அவுட் ஆகிட்ட தீம்ஸ் எல்லாம் எடுக்கலாம் எது முடிஞ்சு போட்டால் விட்டுடலாம் முடிஞ்சு முடிச்சிடலாம் ஓகே பதிமுழிஞ்சு